வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்துங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சரி பார்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட் ரூம் மேடுங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைடுங்க ஒர்க் பண்ணுற ரெண்டு போர்ஷன்லேயுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணியிருக்கனால ஒவ்வொரு சாரீ கூடையும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணி தருவோங்க ஃபர்ஸ்ட்டு சாரியுடைய கோட் செவன் செவன் த்ரீ பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் பாடி போர்ஷன் ஆரஞ்ச் ஷேட்லேயும் வருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் வச்சு மேக் பண்ணியிருக்கு டாப் அண்ட் பாட்டமில் வந்திருக்க ஜரி பாடர் ஆகட்டும் பாடி போர்ஷனில் வந்திருக்க மோட்டிவ்ஸ்க்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க்குங்க இந்த சாரீஸில் யூஸ் பண்ணுற சாரீ டெஸ்ட் சரி ஹாஃப் ஃபைன் சார நெக்ஸ்ட் சாரீங்க 774 செவன் ஃபோர் சாரி கோடுங்க பழுவன் ப்ளவுஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ பாடி போர்ஷன் ஹாஃப் ஒயிட்டில் இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்து அதே பேட்டர்ன் செவன் செவன் கோடு இந்த சாரீஸினுடைய லென்த்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க விதவுட் தி சாரி ஃபார்ட்டி இன்சஸ் அபவ் வரும் வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராமஸ் எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சேரீஸுடைய பிரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ் ஒன்றும் இல்லைங்க ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ வருதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குங்க செவன் செவன் ஃபைவ் சாரீ கோடுங்க பல்லுவன் ப்ளவு காப்பர் சல்ஃபேட் ப்ளூலையும் பாடி போர்ஷன் பிங்க் கலர்லேயும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டஸ்டர் சேரி ஒர்க் வச்சு மேக் பண்ணியிருக்குங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால நம்ம யூனிக் பீஸஸ் மட்டும்தான் நம்ம மேக் பண்ணுறோங்க ஒரே ஒரு பீஸ் மட்டுமே அவைலபிள் வேணுங்கிறவங்க ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சோல்டு அவுட் அப்படின்னா சேம் பீஸ் அகெயின் கிடைக்கிறக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவுங்க நெக்ஸ்ட் சேரீ செவன் செவன் சிக்ஸ் இங்கே சேரீ ராயல் ப்ளூ ஷேர்லேயும் பாடி போர்ஷன் ஹாஃப் ஒயிட்லேயும் இருக்குதுங்க 776 செவன் Code இதுக்கு கோட் எனக்கு முன்னாடி பார்த்த சேம் அதே பேட்டன் புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாரியுடைய கோடை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க நீங்கள் WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் நைன் இந்த டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட் ஸாரீ 777 செவன் பல்லவன் ப்ளவுஸ் காப்பர் சொல்ஃபைட் லோலியும் பாடி போஷன் வொய்லட் கலர்லேயும் இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்து சேம் அதே பேட்டர்ன் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டட் சரி ஒர்க்கு ட்ரிபிள் செவன் சாரீ கோட் ப்ரீபேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு பே பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருதுங்க அந்த டூ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க டபுள் செவன் எயிட் நீங்கள் பலுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ ஷேர்லேயும் பாடி போஷன் yellow கலர்லையும் இருக்குதுங்க ப்ரைட் எல்லோ செவன் செவன் எயிட்டுங்க ஸாரீ கோட் சிஓடி மோடில் புக் பண்ணுறவங்க ஸாரீ ரிசீவ் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பே பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கணும் சிஓடி சிஓடி மோட் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸாரீ மட்டுமே அடுத்த டைமில் புக் பண்ணிக்க முடியுமே தென் ஒரு வேளை நீங்கள் சூஸ் பண்ணுற சேரீயில் டசல்ஸ் இல்லை அப்படின்னா டசல்ஸ் கேட்க வேண்டாங்க செவன் செவன் நைன் ஸேரீ கோடுங்க பாடி ஆஃப் தி சாரீ இங்க் ப்ளூஷியர்லையும் பல்லுவன் ப்ளவுஸ் எல்லோ கலர்லேயும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரீ ஒர்க் மீனா ஒர்க்குக்காக பல்லூடில் மட்டும் திறச்சு யூஸ் பண்ணியிருக்குங்க பாடியில் வந்திருக்க இந்த மோட்டிவ்ஸ் இன்னரில் ஏற்க மட்டும் வராதுங்க மற்றபடிக்கு ஃபுல் சேரீக்குமே இருக்க மாதிரி தான் இருக்கும் 779 सेवन सेवन नईन सी को नैक्ट सारी सेवन एटी सेवन एट पलून ब्लौस ने्लू शेरल बाडिशन हाफ सा कलरल यूनिक पीसस् मटमें अवेलबल आईनसअप मूल बुक sold out अब सें सी again क எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோங்க செவன் எயிட் ஒன் கோடுங்க பலூன் ப்ளவுஸ் காப்பர் சொல்ஃபேட் ப்ளூலியம் பாடி போஷன் வயலட் கலர்லையும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒரு மேக் பண்ணிருக்கு ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரியுடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி சார் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணு அக்செப்ட் பண்ணுறோம் நாங்கள் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டேமேஜஸ் இருக்கிற கஸ்டமர் கேர் நம்பருக்கு அதை கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கேட்டு தந்துக்கோங்க பலுவன் ப்ளவுஸ் டார்க் ராயல் ப்ளூ ஷேர்லையும் பாடி போர்ஷன் எல்லோ கலர்லேயும் இருக்குதுங்க செவன் எயிட் டூ இந்த சேரீலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரீ ஒர்க் டேமேஜஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சி கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சிக்கலாம் டேமேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையுங்க ஏன்னா நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிடுறோம் வீடியோ மேக் பண்ணி ஆர்டர் வந்ததுக்கப்புறமும் ஒரு டைம் செக் பண்ணி நாங்கள் சென்ட் பண்ணுறோம் செவன் எயிட் த்ரீ சாரீ கோடுங்க பழுவன் ப்ளவுஸ் டுவேல் டோனுங்க ப்ளூ அண்ட் கிரீன் மிக்ஸ்டு டோன் பாடி போர்ஷன் க்ரீன் கலருங்க ரேடியம் க்ரீன் full and full golden டெஸ்ட் saree work எல்லாமே double warp சாரீஸ் quality நல்லாவே இருக்கும் செவன் எயிட் ஃபோர் சாரீ கூடுங்க பல்லவன் ப்ளவுஸ் ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்ட் ஓடுங்க பாடி போர்ஷன் மெஜெந்தா செவன் எயிட் ஃபோர் சாரீ डिस्पैचिंग डीटेल्स पर बुक् सारी वेरी नेक्स्ट नाम डिस्पनो वित्न तमिलना अब टू डेस रिशीव आदर स्टेट अब फोर डेस्िमरी अब सेवन डेस्िमू सेवन एट फैव सी को पलवें ब्लस् ग्रीन कलरल बाडी आफ्तीि सारी डिंक कलरल पिंक अंड रेड मिक्सिटी वो लेतो गोल्डन टेस्टेड जरी वर्क नेक्स्ट सारी 786 अलोन ब्लाउज इन ब्लू टोन्ड ली बॉडी पोर्शन सिल्वर ग्रे कलर लीम இருக்குங்க நம்ம ரெகுலராக யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற டைமிங் பார்த்துட்டிங்கன்னா லெவன் ஓ கிளாக் டூ தேர்ட்டி பிஎம் அண்டு ஃபைவ் பிஎம் இந்த மூணு டைமிங்லேயும் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இந்த மூணு டைமிங்கில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுல வர சாரீஸ் உடைய ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் வித் ப்ரைஸோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் ப ஷேர் பண்ணுறோங்க யூடியூப்பில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் மேபி லேட்டாக வருதுங்க ஸோ அதனால் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா யூனிக் பீசஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச சாரீ கேட்கும்போது அது சோல்டவுட் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஹேண்ட்லூமில் பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு இருக்க ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அதாங்க இந்த சாரியுடைய கோட் செவன் எயிட் செவனுங்க பலோன் ப்ளவுஸ் காப்பர் சொல்ஃபேட் ப்ளூலேயும் பாடி போர்ஷன் நேவி ப்ளூ டோன்லேயும் இருக்குதுங்க நெக்ஸ்ட் சாரீ செவன் டபுள் எயிட் பலவன் ப்ளவுஸ் பாடி போர்ஷன் ப்ளூ அண்ட் ஒயலட் மிக்ஸ்டு டோனுங்க டிவைல் டோனில் இருக்குது கோல்டன் ஸ்ட் சரி ஒர்க் செவன் டபுல் எய்ட்டுங்க சாரிகோ ஸோ ஒரு சாரீ மேக் பண்ணுறது பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் டூ டூ டேஸ் கம்பல்சரி ஆகும் தென் ஒன் சோல்ட் அவுட் அப்படின்னா சேம் சேரீ கிடைக்கிறதில்ல நம்மளால் எகெயின் சேம் எக்ஸாக்டான அதே கலரில் டைம் பண்ணி நம்ம கொடுக்க முடியறதில்லைங்க அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம் செவன் எயிட் நைன் இங்கே சாரீ include only body portion green color green color इंपू टोन बाडिशन ग्रीन कलरल ग्रीन अंड ब्लू मिक्स टोनता फुल अंड फोल टेस्ट सारी वर्क सेवन एट नईन सारी वाट्सअप ग्रूपी अब इमीडियटान पिक्चर्स उ क्रैसो वो यूट्यूब वीडियो लिंकोड़को जस्ट ग्रूप मटा पर्चे पड़ा नेक्स्ट सारी बलून ब्लौ பாடி பிங்க் ஷேட்ல இருக்குங்க பிங்க் அண்ட் ரெட் மிக்ஸ்டு டார்க் பிங்க் நைன் ஜீரோ சாரி கோ டாப் அண்ட் பாட்டர்னு ஜரி பாட்டர் வந்துருதுங்க சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோங்க அது பேஸ்டான் த கன்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டினுடைய சார்ஜஸ் டிஃபர் ஆகும் அதுவும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே இன்ஃபார்ம் பண்ணி கலெக்ட் பண்ணுறோம் செகண்ட் thing உங்களோட கண்ட்ரில் கஸ்டம்ஸ் டியூட்டி tax ஏதாவது கலெக்ட் பண்ணுறாங்க அப்படினா அது நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கிற இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியில் கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் கேட்கறதுல ஒரு சில கண்ட்ரீஸில் கேட்கறாங்க ஸோ அது பேஸ்டான் இந்த கண்ட்ரி மாறுதுங்க அது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஸோ டியூட்டி டேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கிறோம் செவன் நைன் ஒன் पलव बिस्ायल ब्लू टोन बाडी पर्षन ग्रीन कलरल सेवन नईन टू नैक्स्ट सारी पलवें ब्लवस्पर सलट ब्लू बाडिशन ग्रे कलर ड्रे कलर सेवन नयू सारी को 6,000 தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ஆறாயிரூபாய்க்கு ஹலோ ரெண்டே ஷிப்பிங் ஃப்ரீ வருதுங்க ஹேண்ட்லூம் மேடுங்க யூனிக் பீசஸ் தான் இருக்குது செவன் நைன் த்ரீ சாரி கொடுங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமே எதோ டவுட்ஸ் இருக்குது ட்ராக்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் கஸ்டமர் கேர் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அண்ட் சண்டேஸில் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் அவைலபிள் இருக்காதுங்க பல்லூன் பிளவுஸ் ராயல் ப்ளூ டோன்லேயும் பாடி போர்ஷன் ஹாஃப் ஒயிட்லேயும் வருதுங்க செவன் நைன் த்ரீ சேரீ கோடு இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீ செவன் நைன் ஃபோர் பலூன் பிளவுஸ் மஸ்ட் கலர்லையும் பாடி போர்ஷன் பிங்க் ப்ளூ டோன்லையும் வருதுங்க செவன் நைன் ஃபோர் சாரீ கோடுங்க முடிஞ்ச வரைக்கும் புக்கிங் ப்ரொசீஜரில் சாரியுடைய கோடை மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அந்த மெசேஜோட ஸ்டாப் பண்ணுங்கள் நிறைய மெசேஜஸ் அனுப்ப வேண்டாம் புக் பண்ணுங்கன்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தால் போதும் அவைலபிளாக இருந்தாச்சுன்னா எங்கள் சைட்லேருந்து அடுத்த மெசேஜ் என்ன வரும்னா உங்களுக்கு புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் பேசுங்க தென் சிஓடி ஆப்ஷன்னா சிஓடின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஸாரீ பலூன் ப்ளவுஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ பாடி போஷன் வயலட் கலருங்க செவன் நைன் ஃபைவுங்க இந்த வீடியோவில் பார்க்குறேன் லாஸ்ட் சாரீ எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸ் ஸ்டோப்பன் போட்டோமில் சரி போட வரக்கூடிய சாரீஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு அதுவருடைய ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுங்க ப்ராடக்ட் எதோ டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த மாதிரி செல் மார்க் லெவல் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி தருவாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்